மூதான குத்துபே ஆரிஃபுல்லா நாயகம் எல்லை நிலைக்க நிலங்கும் தெளிவே என்னை அல் ஃபாஜா முலனுதீன் தெவே என்னை அல் ஹாஜாஜி அறிவின் எரிலை காமில் ஏகாந்தல் வலி அருபான் அறிவின் எரிலை காமில் ஏகாந்த இந்த ரஹ்மானில் ரஹீமின் சாலி சர்தாரோ அஜமி தாய் தான் அறிந்த ஐனளி புறப்பை யக முகந்தே சூழலி சுக்கத்தாய் தான் அறிந்த ஐனி ஆனந்த ஆசிக்காயமுத ஆனந்த ஆசிக்காய முருகா லோஹிந்த